நீங்கள் அந்த விசேஷங்களில் உதவிகரமாக இருங்கள் என்று நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு அறிவிப்பாக சொல்லி சத்தியத்தை கடந்து போக விரும்புகிறேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னோடு சேர்ந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எரேமியா திர்கதரிசி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தையும் மல்கையா தீர்க்கதரிசி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தையும் ரெண்டு பேர் மாறி மாறி வாசித்த பிறகு செபித்து நாம் கடந்து போகலாம் வேகமாய் பூர்வ காலம் முதல் பூர்வ கால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் அனாதித்தேன் அனாதி உன்னைத்தேன் ஆதலால் ஆதலால் காருயத்தால் உன்னை காருயத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் நான் உங்களை சினேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநாதி ஸ்னேகம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வேதத்தில் ரொம்ப பிரபலியமானது ஸ்னேகம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நட்பு வாஞ்சை ஆசை விருப்பம் காதல் அன்பு இப்படி அநேக மொழிபெயர்ப்புகள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் யாரும் யாரிடத்திலும் காட்ட முடியாத அன்பு உலகத்தில் யாரிடத்திலும் இருந்து நாம் பெற முடியாத அந்த அன்பை தான் பைபிள் அனாதி சிநேகம் என்று ஆண்டவருக்கு சொல்லி அதை நமக்கு காண்பிக்கிறது இந்த அன்பு நிலைத்த அன்பு இந்த அன்பு நிபந்தனையில்லாத அன்பு இந்த அன்பு நிர்பந்திக்காத அன்பு இந்த அன்பு எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்காத அன்பு இந்த அன்புக்கு காரண காரியங்கள் எதுவுமே இல்லை இந்த அன்பு மாசற்றது இந்த அன்பு கரையற்றது இந்த அன்பு பிழையற்றது இந்த அன்பு வஞ்சனை இல்லாதது இந்த அன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த அன்பு நம்ம எல்லா தரப்பிலும் நம்முடைய நன்மைக்காக பேசிக்கொண்டே இருப்பது இப்படி அநேக விதங்களில் அந்த அநாதி ஸ்நேகம் என்ற தேவனுடைய அன்பை குறித்து அநேக விஷயங்களை நாம் சொல்ல முடியும் எனக்கு அன்பானவர்களே இந்த அன்பினாலே கர்த்த நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அலூயா எல்ல அன்புமே ஒரு குறித்த நாளில் மறைஞ்சிரும் அல்லது தனிஞ்சிரும் அல்லது ஒழிஞ்சிரும் அல்லது பெருசா ஒன்றையுமே நமக்கு செய்யாது ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல நமக்காக ஜீவன் தந்த அன்பு பைபிள் சொல்லது நமக்காக ஜீவனையே தந்தவர் நம்முடைய ஒரே குமாரனையே தந்தவர் வேறு எதை தரமாட்டார் அலையா பைபிள் சொல்லுது ஜீவனையே தந்த அன்பு அமேன் இதைய நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த அன்பிலே கத்த நமக்கு என்ன செய்கிறார் இந்த அன்பினாலே நமக்கு என்ன நடக்கிறது என்னவெல்லாம் நமக்கு உண்டாகிறது என்னவெல்லாம் நாம் பெற முடியும் என்கிற ஒரு பெரிய கேள்வியிலிருந்து இன்றைக்கு நேரத்தை முன்னிட்டு ஒரு விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமாய் உங்களுக்கு காண்பிக்க ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி இருக்கிறார் என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக்கொண்டு கத்தினுடைய சிநேகத்தினால எனக்கு என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கப் போகிறோம் கேட்கப் போகிறோம் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் ரெண்டு நாளாகம புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தை எடுத்த ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள் அப்பொழுது அப்பொழுது தீருவின் ராஜா தீருவின் ராஜாவாகிய ஈராம் ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை உண்மை அவர்கள் உண்மை அவர்கள் மேல் ராஜாவாக்கினார் என்று சொல்லுகிறான் அல்லா எல்லாருமே படிச்சீங்க எல்லாருமே கவனிச்சீங்க வேதம் வச்சிருக்கிறவங்க வாசிக்க அறிந்தவர்கள் எல்லாருமே அந்த வார்த்தை நீங்க கேட்டீங்க கவனிங்க ஈரா என்கிற ஒரு ராஜா சாலமோனுக்கு நெருக்கமாக இருந்தவன் தீர தேசத்தை சேர்ந்தவன் சாலமோனிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான் பாருங்கள் அதை தான் அந்த அந்த பகுதியில ஆவியானவர் நமக்கு காட்டுறார் இன்னைக்கு அதிலிருந்து தான் உங்களுக்கு சில காரியங்களை கத்தர் கற்றுக் கொடுக்க சொல்றார் கேளுங்க கவனிப்பா நீங்க இருக்கணும் கவனமாக இருக்கணும் கத்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகிக்கிறார் கத்தர் இசரவேலை சிநேகிக்கிறார் இசரவேல் மக்கள் மேல அவருக்கு சொல்ல முடியாத ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு நேசம் ஒரு நட்பு அவருக்கு இருக்குது அதனால உண்மை இசர வேலைக்கு கத்த ராஜாவாக தந்திருக்கிறாருங்கிறார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒன்று புரியணும் அதாவது ஆண்டவருடைய அன்பு என் மேல பூரணமா இருக்குது அப்படின்னா அந்த அன்பு என்ன என்ன செய்யாதுன்னா என்ன அது கைவிடவே கைவிடாது தலை சில நேரம் நீங்க தண்டிக்கப்படுறதுக்கு நீங்க செய்த தவறுக்கு நீங்க அதற்கு பாத்திரமாய் நடக்காம வாங்கிக்கிட்டதற்கெல்லாம் ஆண்டவரையோ அவருடைய அன்பையோ நீங்கள் குற்றமாய் சொல்வது தவறாகி விடும் பார்த்துங்க அதுக்கு நீங்க போகாதீங்க பைபிள் ரொம்ப அழகா பேசுது தான் சினேகிக்கிற ஜனத்திற்கு கத்தர நன்மைகளை தருகிறார் ராஜாவான கதையை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு நீங்க எல்லாருமே முழு இசரவேலியின் மேல ராஜாவாய் இருந்தவங்க மூன்று பேர் முழு இசரவேளின் மேலையும் ராஜாவாய் இருந்தவங்க மூன்று பேர் தான் மற்றபடி ராஜ்யம் இரண்டாக பிரிந்து யூதா ராஜ்யம் இசரவேல் ராஜ்யம் என்று பிரிந்த காலத்திற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது ராஜாக்கள் நியாயாதிபதிகள் அப்படி இப்படி நிறைய வரும் அதுவேலுக்கும் பனிரெண்டு கோத்திரத்தாரும் இருந்த முழு தேசமாகி இசரவேலுக்கும் ராஜாவாய் இசரவேலின் சரித்திரத்தில் இருந்தவங்க மூன்று பேர் தான் முதல் ராஜா சவுல் ராஜா இரண்டாவது ராஜா தாவீது ராஜா மூன்றாவது ராஜா சாலமோன் ராஜா ஹலூயா மூன்று ராஜாக்களுமே ரொம்ப சிறப்பான ஒரு இசரவேலின் வரலாற்றில் அவங்க என்ன செய்யப்படுறாங்க விவரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவர் ஏற்படுத்தினத வேதம் சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது தாவீதை ராஜாவா ஏற்படுத்தினதுல வேதம் சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குது ஏற்படுத்தினதில் வேதம் சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குது புரிகிறது நல்லா கவனிக்கணும் மூணு ராஜாக்களுமே அதற்கு பிறகு ஆனவங்களுக்கும் இருக்கு ஆனால் இந்த மூன்று இசைவேலியின் ராஜாக்களுக்கும் மூன்று விதமான காரியங்களை கர்த்தர் பேசிக்கா காரணங்களா சொல்லுவார் அடிப்படையாக சொல்லுவார்க்கு இதனால தான் இவனை நான் ஏற்படுத்துறேன் இதனால தான் இவனை ஏற்படுத்துறேன் இதனால தான் இவன் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில காரண காரியங்களை காட்டுவார் நம்ம அடிக்கடி பாடுறோம் ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் அது மட்டும்தான் நமக்கு தெரியும் யாரு தாவிது தான் தாவீதுக்கு மட்டுமல்ல நிறைய ராஜாக்களுக்கு நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு நிறைய நியாயாதிபதிகளுக்கு கூட கத்தர் அப்படிப்பட்ட மகிமை என்ன செஞ்சிருக்கிறார்னா வித்தியாசமாக காட்டியிருந்திருப்பார் நமக்கு நல்லா தெரிஞ்சது தாவீது அதனால நம்ம சொல்றோம் ஆடுகள் மேய்த்தவன் அரசனானா ஆடு மேய்ச்சவன் ராஜாவாகலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம் நல்லா கவனிச்சுக்குங்க இப்போ சாலமோனுடைய விஷயத்திலிருந்து கத்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு காரியத்தை ஆழமாய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறார் அதிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல ஆவியானவர் என்னை பாரப்படுத்துகிறார் கேளுங்கள் இசரவேலியின் மேல ஆண்டவர் சிநேகமாய் இருக்கிறார் இசரவேலி என்கிற இந்த ஜனத்தை ஆண்டவர் நேசிக்கிறார் அதற்காகத்தான் சால போன கத்திராக்குனாரு ராஜா வாக்குனாருன்னு மூலமா பைபிள் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு சாலமோன் பிறக்கும் போது ஞானத்தில் சிறந்தவன் அல்ல சாலமோன் பிறந்த பொழுது ஐஸ்வர்யத்தில் சிறந்தவன் அல்ல சாலமோன் பிறந்த பொழுது எழுத்தின்படி அன்றைக்கு இருந்த ராஜாங்க முறமையின்படி பார்த்தா ராஜீபாரம் செய்வதற்கான உரிமை உள்ளவனும் அல்ல இவனுக்கு முன்னாடி மூத்தவர்கள் இவனை விட உரிமையில முதற் நிறைய பேர் இருக்கும்போது ஆமா இது குறுக்கு வழியில் சேர்த்து கொண்ட பட்சேபாலின் மகனை அரியணையில் அமர்த்ததெல்லாம் நடக்காத விஷயம் ஆனால் ஆண்டவர் செய்தார் இதற்கு அவன் தாய் காரணமா இல்ல இதற்கு அவன் தகப்பன் காரணமா இல்லை இதற்கு அவனே காரணமா இல்ல இதற்கு பைபிள் காட்டுகிற ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா அவன் மேல் வைக்கப்பட்ட கிருப அப்படின்னு பைபிள் சொல்லுது அதையே நான் ஏற்கனவே லாக்டவுன் காலங்களில் பேசி இருக்கிறேன் நீங்கள் அந்த செய்தி கேட்டிருந்திருக்கலாம் அல்லது கேட்காமல் இருந்திருக்கலாம் அதுக்கு பேர் கிரேட் கிரேஸ்ன்னு பேர் அதற்கு பேர் பெரிய கிருபை அதற்கு பேர் என்ன பெரிய கிருப நான் சொன்னது உங்களுக்கு விளங்கணுங்க நல்லா கவனிங்க பட்சேபாலுக்கு பிள்ளையாய் பிறந்த சாலமோன் அரியடைக்கு வருவதற்கு நம்ம பேச்சு சொன்ன வாய்ப்பே இல்லை நம்ம பேச்சு சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா அதிகாரப்பூர்வமான மனைவிக்கு பிறந்தவன் அல்ல வயதிலே மூத்தவனும் அல்ல நல்லா கவனிச்சுங்க வயதிலே மூத்தவனும் அல்ல தாவீதை இச்சித்து தாவீதனுடைய இச்சையினாலே சேர்த்து அடுத்தவன் மனைவி ஆயிருந்த பட்சேபாலுக்கு பிறந்த ஒரு மகன் இவனை போல ஒருவன ராஜாவாக ஒருவன ராஜா வாக்குறதெல்லாம் பைபிள் சொல்றது பெரிய கிருபையினால அவன் ராஜாவான வேதத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ரீசனை பைபிள் பதிவு பண்ணியிருக்கோம் நாம் அதை பார்க்க மாட்டோம் எப்பவுமே கவனிக்கிறதை கவனிக்க மாட்டோம் தேவையில்லாதெல்லாம் மண்டைக்கு விட்டுக்குவோம் அதில் இல்லையா எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை என்ன தெரியுமா அவசியமானது உள்ளுக்களை வர்றதை விட அவசியம் இல்லாததான் கண்களை நிறைச்சிருது செவிகளை நிறைச்சிருது வாய்களை நிறைச்சிருது இருதயங்களையும் தேவையானது குறைஞ்சிருது தேவையானது சில இடத்துல சுத்தமாக அது வராது சிஸ்டர் நிர்மலா சாட்சி சொல்லும் போது ராதாவுக்காக ஒன்று சொன்னாங்க ஆயாவாக இருந்தவன் ஆசிரியையாக மாறிட்டான் எனக்கு பின்னாடி சிரிப்பாக இருந்துச்சு நான் இது இது எப்படி நடக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை அரசரான வரலாறு கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு ஆயாவாக இருந்தவன் ஆசிரியானதை நான் கேள்விப்பட்டதில்லை நீங்கள் யாராவது எத்தனாம் கிளாஸுக்கு எந்த ஊரில் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சொல்கிற இலக்கணம் எப்படின்னா ஆயாவாக இருந்தவள் ஆடுவன் ஊழியம் செய்வதை வெறுத்தவன் ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்தவன் ஊழியக்கான பிள்ளை என்று அட்ரஸ் பண்றதை நினைச்சவன் வேதத்தை மணிக்கணக்கா இரவு பகலா தியானிக்க வச்சார் ஆராய வச்சார் வேதத்திலிருந்து அநேக விஷயங்களை நூற்றுக்கணக்கான குறிப்புகளை எழுத வச்சார் நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை பேச வச்சுக்கிட்டு இருக்கிறார் தனியாக உட்காந்து ரெஃபரன்ஸ் பண்ணி மணிக்கணக்காக எடுத்துட்டு வந்தெல்லாம் பிரசங்கம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை அவரே கொடுத்து நடத்துகிற அளவிற்கு வேதம் இருதயத்தை நிரப்பியிருக்கும்படி வைத்திருக்கிறார் கட்டர் தேவைப்படும் தேவையான சரக்கு வரும் அவ்வளோதான் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி மகத்துவங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் விக்கிரகங்களுக்கு கையெடுத்தவர்கள் படைத்தவர்கள் அதை ஒரு பொருட்டா எண்ணின எத்தனையோ மக்களுக்குள்ள உங்களையும் என்னையும் ஜீனுள்ள அவரை ஆராதிக்கும்படி சேவிக்கும்படி தெரிந்து கொண்டவர் கருத்தர் இவர்களை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை அப்படி ஒரு மகத்துவத்தை உங்களுக்கும் தேவன் தந்திருக்கிறார் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது ராஜாவான கதையும் ஆசாரினான கதையும் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் ஜீவனுல தேவனுக்கு முன்னால் நின்று அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தோடு கரம் உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்ல வச்சிருக்கிறாரு அவரை அப்பா பிதாவேன்னு அழைக்க வச்சாரு அந்த அந்தஸ்து உங்களை நிறைய பேருக்கு இன்னும் எங்க எல்லாரும் சொல்லுங்கள் என்ன தேவன் தனக்கு பிள்ளையாய் மாற்றினார் சொல்லுங்க கொஞ்சம் உணர்வோடு சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்கிறீங்கன்னு தெரியல கடமைக்கு சொல்ல சொல்கிறதுக்காக எத்தனை பேர் உங்களை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல உணர்ந்தவங்க உணர்ந்தவங்க எப்பவுமே அந்த தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க என்னை கர்த்தர் கண்டுபிடித்தார் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்னை கர்த்தர் முன்குறித்தார் என்னை கர்த்தர் வந்து அவருக்காக ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத உண்மையாக உணர்றவங்க ஆண்டவருக்கு எதிராக எந்த தவறும் செய்ய மாட்டாங்க எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க எந்த துரோகமும் ஆண்டு முன்பாக நிஜஸ்தர்களாய் உண்மை உள்ளவர்களாய் எப்பொழுதும் காணப்பட்டு இருந்த விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தியானத்துல நான் கண்ட எனக்கு ஆவியானவர் காட்டி தந்திருக்கிற வேதாகம சத்தியத்தின் படி சொன்னா சாலமோனுக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு சாலமோனுக்கு ரொம்ப அதிகமான சிறப்பு இருக்குது அதனால இதுவரை நீங்கள் கேட்டிராத ஆராய்ந்திராத நானும் பேசிராத பக்கங்களில் இருந்து கத்த பேச வைக்கிறார் கவனித்து கேளுங்கள் சாலமோன் ராஜாவாகிறதுக்கு தாவி பட்சேபால் மேலே இருந்த பிரியத்தில் மயக்கத்தில் சத்தி கொடுத்துட்டார் கவனிக்கிறீங்களா இப்போ நீதிமானுடைய மனைவியா இருந்த பட்சேபால் ராஜ கட்டளை அதிகாரோ ராஜாவுடைய எத்தனையோ ப்ரெஷர் இருக்குது அவளுக்கு அதற்கு புருஷனுக்கு அவர் துரோகம் பண்ணினான் அப்படின்னு ஆவியான வேதத்தில் எங்கேயுமே எழுதலை தாவீது பாவம் செய்தானதான் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார் மறைக்காம எழுதி வச்சிட்டார் அந்த விஷயத்தில் தாவீது ஆண்டருக்கு மன்னிக்கவே முடியல வேற விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார் பச்சைப்பாலின் விஷயத்தை தவிர இவன் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட ஆளுப்பார் அலையலோயா அது ஒன்று போதும் தாவிதுக்கு கடைசி வரைக்கும் அதை போல ஒரு தண்டனை இந்த அடிச்சா கூட மறைஞ்சிருங்க இது மறைவே மறையாது ஆமாம் தாவிதுடைய வரலாற்றிலேயே அவருக்கு ஒரு பிளாக் மார்க் வந்து இதுதான் பட்சை பாலுடைய தவிர மற்றபடி எனக்கு பிரியமானவன் சொல்லி சில நேரம் நம்மள நிறைய பேர் தாவி மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வச்சுருக்கிறான் ஒரு சில களங்கம் ஒரு சில கரைகள் நம்மகிட்ட ஏற்படுது அல்லது ஏற்படுறதுக்கு பிசாசு ஆமாம் துடியாக துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒப்புறீங்க தெளிவாயிருங்க சிலதுக்கெல்லாம் உறுதியாக நினைக்குங்க யாருக்காகவும் காம்பிரமைஸ் ஆகாதீங்க எதற்காகவும் சிலதை விட்டு கொடுத்துடாதீங்க ஏன்னா தாவிதை போல எனக்கு ஒரு கலங்கம் இதனால வந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தரும் தெளிவாய் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் அதுக்காக உங்களுக்கெல்லாம் பட்சை பால் கிடைப்பானு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமா நீங்கெல்லாம் உரிய மாதிரி புருசு நிலையின கலங்கிட்டு இருக்காது எல்லாத்துக்கும் உரியா இருக்கணும் எல்லாத்துக்கும் பட்சேபால் மாதிரி நடக்கணுங்கிற நம்ம சாட்சியை கரைபடுத்துறாங்க சொல்லுங்க என்னுடைய சாட்சியை கிடைக்கிற ஏதாவது வேணாலும் இருக்கலாம் அதுக்கு நான் போகவே கூடாது சொல்லிருங்க அதுக்கு நான் கத்தர் உணர்த்தி காட்டுவார் கத்தர் மென்மையா உணர்த்துவார் இது வேண்டாம் பா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் ஏதாவது வகையில் ஒரு இன்ஸ்பைரிங் உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் ஆமாம் நாட் இன்ஸ்பைரிங் இன்ஸ்பிரேஷன் வரும் ஒரு உணர்வு வரும் சில ஒரு மென்மையான சத்தம் கேட்கும் அல்லது சில சிலர் மூலமாக கத்தர் பேசி இருப்பார் அல்ல நான் சொல்றது விளங்குதான் விளங்கலையா என்னுடைய ஆரம்ப காலங்களில் ஒரு குறித்த நேரத்தில் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆமாம் குறித்த நேரத்தில் ஜோம் பண்ணுவேன் அப்போ என்னுடைய மூத்த சகோதரர் பாஸ்டர் பிரேம்குமார் அவருடைய மக மூத்த மக தெபோரா வந்து சின்ன குழந்தை தத்தி தடுமாறி நடக்கிற ஒரு குழந்தை ஆமாம் அந்த காலங்களில் ஒரு நாள் என்னுடைய செவ் நேரத்தில் நான் உட்கார்ந்துருக்குறேன் அவன் தான் அந்த பிள்ளை தப்பி தப்பி குப்பி பேசும் அப்போ அந்த பிள்ளை என்னை பார்த்து கேட்குறா சித்தா ஜவம் மண்லியா அப்படின்னு என்னை கேட்குறா அன்றைக்கி நான் செத்துட்டேன் அன்றைக்கு ஏறக்குறைய அந்த குழந்தை வந்து என்னை பார்த்து கேட்குது நீ இங்க இப்ப ஜோ பண்ணலையா அப்ப நான் ஜவும உட்காண்ட் இருக்கிறேன் அந்த வார்த்தை என நொறுக்குதுங்க அப்போ நான் உணர்ந்த கர்த்தரோடு பேசுகிறார் அப்போ இந்த பாடல் பிறகுது உமாவி என்னை ஏவும் போதெல்லா உள்ளம் நிரம்பி ஜேபி உமாவியனை ஏவும் போதெல்லா உள்ளம் நிரம்பி செபி தீடுவேபித்திடுவேன் நான் செபித்தீடுவேன் ஜெயம் பெற்று கொண்டேன் என்று ஜெபித்திடுவேன் ஜெபித்தீடுவேன் நான் செபித்தீடுவேன் ஜெயம் பெற்று என்று தொண்ணூத்தி எட்டுக்கு முன்னாடி நாலு வருடங்கள் கடந்த ஒரு கேள்வி கேட்குது நான் ரொம்ப உணர்ந்தேன் கத்தறி மாதிரி சில விதங்கள் உங்களோடு பேசுவார் ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் இருக்கு ஒரு நாத்தான் வரதுக்கு நீ தாவிதா இருக்க புரிய நிறைய நேரம் வரமாட்டார் இசைக்கி ஆமாம் வரமாட்டாங்க பரிசுத்த ஆவியானர் கூட வரமாட்டார் ஆனால் சில நேரம் கழுதியை கத்தர் பேச வைப்பார் உனக்காக பேசாத கழுத பேசும் கழுத பேசி எங்கேயாச்சும் கேட்டுருக்கிறோமா ஆனால் கத்தர் அனுப்புவார் கழுதியை பேசி நமக்கு அறிவிப்பு விட்டலான்னு நினைப்பார் சில நேரம் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எளியாங்கிற தீர்க்கதரிசிக்கு வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி தூதன் சாப்பிடுற சாப்பாட்டை கொடுக்கல காக்காய் அனுப்பி எங்கேயோ சமச்ச கொண்டு வந்து கத்தர் கொடுக்கிறார் நான் யோசிப்பு என்ன எளியா பெரிய தீர்க்கதரிசி அவருக்காக ஒரு காபிரியில் வந்திருக்க கூடாதா வர காரணம் இருக்கு இசைவேலருக்கு வானத்தை திறந்து மண்ணாவை கொடுத்தாரு எளியாவுக்கு காகத்தை அனுப்பி போஷிக்கிறார் நீங்கள் இதை பெரு கா காகத்தை பற்றி உங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை உடனே காகம் ஒரு பரிசுத்த பறவை நெவர் அப்படி அது எங்கே அட்டையை போட்டுச்சோ தெரியல அலையலோயா எளியாவுக்கு கொண்டு வந்த அப்பத்தை கொண்டு வந்த வாயில் வேறு எதை தின்னுச்சோ சி அடுத்தாலே யோசிக்கிறீங்க ஆண்டவர் வந்து எளியாவுக்கு ஒரு தூதனை அனுப்பி ஓசிக்கல இசைவேலர் வீட்டு வாசல்ல பனி பேயும் போது மண்ணா பேய்ச்சிருக்குது எவ்வளவு பெர்ஃபெக்டா ஆர்டர் கொடுத்துருக்காரு பரலோகத்திலிருந்து டைரெக்டா கொடுத்துருக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் அதைய கம்பேர் பண்ணி பார்த்தா எளியாமல் நடத்துறது ஒன்று எனக்கு விசேஷமா இதனால் நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது நான் சொல்றதை தப்பா புரிஞ்சுக்க அது அற்புதம் ஆனால் அதோட கம்பேர் பண்ண இது ஒன்று எனக்கு சிறப்பா ஆமா இத்தனை நாள் நானும் அதைத்தான் யோசிக்கவே இல்லை பாரு ஆமா என்ன காக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதோ பார்த்தீங்களா அப்போ இந்த ஆளுக்கு ஏதோ ஒரு மண்டக்கணம் இருந்திருக்குதுன்னு அர்த்தம் எத்தனை பேத்துக்கு புரியுது ஆமாம் அதுக்கு நிறைய காரணங்களை வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க ஒரு வேத ஆராய்ச்சியால்னா அதுக்கு சொல்லுவாங்க இனி அவனுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ப்ரௌடு ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இருந்ததுதான் என்னென்னா நான் தேவனுக்கு முன்னால் நிற்கிறவன் அப்படிங்கிறது ஒரு பெருமை இருந்துச்சான் அதனால தான் ஆண்டிருந்து அவரை இவ்வளவு கீழே நடத்திட்டு போனாரா பார்க்கலாம் யோசிக்கிறீங்க அதேதான் கத்தர் உங்களை எப்படி நடத்தினாலும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் எல்லாரும் ஒரு ஆமின்னு சொல்லுங்கயா வார்த்தை ரிசீவ் பண்றீங்களா ஆமா சும்மா ஏதோ ஒளறிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க கத்தர் நாம நினைப்போம் இப்படி எல்லாம் இருந்தோம் இவ்வளவெல்லாம் சிறப்பாக நடந்தாதான் மகிமை நீ நினைக்கிற மாதிரி சிறப்பாக நடத்தாமே கொஞ்சம் டம்மியாக நடத்துறாருன்னா அப்போ உங்கள்கிட்ட என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் எத்தனை இதுக்கு புரிகிறது ஒரு ராஜாவா தாவீது ஆனதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டியே தூக்கிட்டு வர்ற இடத்துல தாவீது ராஜா அப்படிங்கிறத மறந்து அந்த வஸ்திரத்தை கூட கலட்டி வச்சு ஆடி பாடிட்டு வந்தார் ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஒரு பின்னாடி தெரிஞ்சவன கர்த்த ராஜாவாக்கி இருக்கிறார் என்னை விட சிறந்தவங்க திறமையானவங்க அறிவு நிறைந்தவங்க அதிகாரம் பெற்று அந்த அந்தஸ்துக்கு தகுதியா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தோம் இசரவே இல்ல கர்த்தர் என்னமோ தெரியல என்ன ராஜாவா பார்த்தாரு அப்ப அவருக்கு முன்னாடி இப்படியா இருக்கிறது அப்படின்னு நான் அதை தாழ்த்தி வச்சேன் அதை கீழ்படுத்தினேன்னு தாவீது சொல்லுவார் இப்போ சாலமோனுக்கு சாலமோனுக்கு சொல்லப்பட்ட காரியத்துக்கு வந்துதான் இப்படி வந்துட்டு இருக்கிறோம் நல்லா கேளுங்க தாவீது பட்சேபால் மேல இருந்த பிரியத்தில பட்சேபால் மேல இருந்த ஆசையில பட்சேபால் மேல இருந்த மோகத்துல வளர்த்தார் உம் பையன நான் என்ன செஞ்சேன் சொல்லிட்டேன் நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் போய் வாசிங்க அதில் நாலு ஐந்து இடத்துல நேரடியாக இன்டைரக்டாக அதை ஆண்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் மூன்றாம் அதிகாரத்தில் ராஜாவானது கத்தை எழுதி வச்சுருக்கிறார் நாற்பது வருஷங்கள் சமஸ்தி சரவலை ராட்சியபாரம் பண்ணி நான் ராஜாக்கள் புத்தகத்தில் சாலமோன் சாப்டர் வரைக்கும் சாலமோன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் படித்து பாருங்க எல்லா பிரமிப்பாக இருந்துச்சுங்க சாலமோனுக்கு மூணு விசேஷ பெருமைகள் இருந்துச்சு நிறையா இருக்கு அதில் மூணு நான் சொல்கிறேன் ஒன்னு தேவனுக்காக ஆலயம் கட்டினோகமா சாதாரணமான விஷயமா இப்படி ஒரு அந்தஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்டான்னா நிறைய பேர் நினைச்சுக்கலாம் தாவிபாலுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு பக்ஷேபால் நோண்டிட்டே இருந்தா என்ன என் பையனை வயசான காலத்தில் அவளுக்கு பணிவிட செய்யறதுக்கு காட்டாமல் செத்து போயிருவானோ அப்படின்ட்டு ரொம்ப பயபக்தியா போய் நிப்பாளுங்க அங்க தாவி சொல்வார் சொன்னே செய்வேவன் பேர் ஆண்டித்தினால தாவ இது பச்சை பாலுக்குள் காரணத்தினது வெளியரங்கமா அப்படி தெரிஞ்சிட்டு இருக்குது நீங்க தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது அதுல கூட தேவனுக்கு தீர்மானம் சாலமோன் தான் ராஜாவாகணும் இத்தனைக்கு புரியுதுங்க சில நேரம் உங்கள் அப்பா பண்ணின மாதிரி உங்க அம்மா பண்ணின மாதிரி உங்க உறவுகள் பண்ண மாதிரி உங்க கல்வினால உங்களுக்கு இருந்த வேற ஏதோ பேக்ரவுண்டுனால நீங்க சிலதை அச்சீவ் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணும் எல்லாம் திறமை அது இது ஆளும் பாலுன்னு சொல்லி நீங்கள் நிறைய காரணகாரியங்களை சொல்லுவீங்க எல்லாத்தையும் தாண்டி உன்ன யோசித்துக்குங்க அவர் சித்தம் ஒரு அணு கூட அசையாது ஹலோயா ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பார்வை பட்சே பாலுக்கு தாவித்த அதனாலதான் இவர் ராஜாவான இருக்கலாம் உங்களுடைய பார்வையில அப்படி இருக்கலாம் ஆனா ஈராம் ராஜா மூலமா கர்த்தர் ஒரு விசேஷத்தை உனக்கு சொல்லிட்டு இருக்கிறார் சபையே உங்களுக்கு தேவன் பேசிட்டு இருக்கிறார் இசைவேலை நேசிச்சதுனால கத்தர் இந்த ஜனத்திற்கு தாவீதின் வாரிசுகள்ல யார ராஜா சரியா இருக்குன்னு கத்தர் கண்டபடியினால சாலமோனை ராஜா வாக்கோயா உங்களுக்கு தெரியுமா சாலமோனோடு கத்தர் பேசினார் பைபிள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சாலமோனு தீர்க்கதரிசி அல்ல தீர்க்கதரிசியின் பிள்ளையும் அல்ல சாலமோனு அப்படிப்பட்ட அந்தஸ்து அதற்கு முந்தைய வாழ்ந்தவனும் அல்லங்க அப்படிலாம் வாழ்ந்தவன் சாலமோன் மேல ராஜா அப்படிங்கிற ஒரு பொறுப்பை அல்லது ஒரு பாரத்தை ஒரு அந்தஸ்தை சுமத்தி சாலமோனை நிர்பந்திக்கும் போது என்ன செய்வதென்று அறியாமல் போய் தேவனுக்கு முன்னே முழந்தால் பிடிட்டு கதறினவன் இதை எனக்கு எந்த தகுதியும் அந்தஸ்தும் இல்லை என்று சொன்னவன் அந்த காலத்துல அந்த இடத்துலதான் ஆண்டு அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கத்தர் கொடுத்தார் இப்போ உங்களுக்கு அடுத்தது இந்த விஷயத்துல தேவன் சொல்லி கொடுக்க சொல்ற ஒரு அழுத்தமான காரியம் தெரியுமா இசரவேல ஆண்டவர் நேசிச்சதுக்கு ஒரு நல்ல ராஜாவை கத்தர் கொடுத்தார்